அதிர்ச்சி வரும்படியான ஒரு சத்தம் என்று பயனுகிற சத்தம் ஒன்று கேட்டது அந்த கோட்டைகள் எல்லாம் தானே நடுங்கிக் கொண்டிருக்கின்றது முகமது அனீபா நினைத்தார்கள் ஆண்டவனே இது என்ன சத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சத்தம் நாம் கேட்டதில்லை பயங்கரமான சத்தமாக இருக்கின்றது நாமளோ பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு கோட்டைக்குள் வந்துவிட்டோம் எண்ணற கற்று இலக்கண வாசித்தாலும் பெண் புத்தி பின்புத்தி என்று சொல்வார்கள் அதுபோல் இந்த அம்மாவை நம்பி நாம் கோட்டைக்குள்ளே வந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நமக்கு என்ன இருக்க என்ன ஆபத்து வருகின்றதோ தெரியவில்லை ஆகவே நாம் இன்னி தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த பெண்ணோடு பேசிக் கொண்டிருந்த முகமது அவர்கள் உரையிலே இருந்த வாழைத்தானே கையிலே பிடித்துக் கொண்டு நேராக கோட்டை வாசல் தலைவாசலுக்கு வந்தார்கள் வந்து உருவின வாழோடு முகமது ரீபா என்று எதிர்பார்க்கின்றார் இது என்ன சத்தம் கேட்டது யார் வருகின்றார்கள் என்ன ஆபத்து நமக்கு வருகின்றதோ என்று சொல்லி முகமது நிபா தயாராக நிற்கின்றனர் அந்த நேரத்தில் இருந்த பெண்மணி ஓடோடி வந்து இறங்கி வந்து ஹஜரத் அலியுடைய மகனாருடைய முன்பதாக வந்து நின்று மன்னவர்களே நாமல் இருபேர்களும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் ஏன் தாங்கள் ஆவேசம் கொண்டு ஓடி வந்தீர்கள் எதற்காக ஆத்திரமடைந்து வந்தீர்கள் எதற்காக உருவனவாடோடு நிற்கின்றீர்கள் என்ன காரணம் என்று கேட்டார்கள் உடனே முகமது அனிவா சொன்னார்கள் பிவி உங்களுடைய பேச்சை கேட்டு முன்பின் தெரியாத ஒரு ஊருக்கு வந்து இந்த கோட்டைக்குள் ஒரு பெண்மணியுடைய கோட்டைக்குள் நான் வந்துவிட்டேன் ஆனால் என்னுடைய காதலே கேட்ட சத்தம் அட்டாள பவனங்கள் எல்லாம் என்று நடுங்குபடியான ஒரு சத்தம் கேட்டதை கேட்டேன் அந்த அதிர்ச்சியை கேட்டுதான் நான் வெளியிலே ஓடி வந்தேன் என்ன ஆபத்து நமக்கு நாடி வருகின்றதோ என்று நினைத்து நான் உருவின வாழ்வுடனே நிற்கின்றேன் பயங்கரமான ஒரு சத்தம் ஒன்று கேட்டது அது என்ன சத்தம் என்றுதானே முகமது அனீபா அந்த பெண்ணிடம் கேட்டார்கள் எங்கள் அண்ணன் மாரியல் வேறும் கோட்டைகள்ரே அவர்கள் கோட்டைகள் நாடியவாறாரு வள்ளல் முகம்மது பேரரு எங்கள் அண்ணன்மார் பெரும் வாரே வள்ளல் முகம்மது பேரரே எங்கள் அண்ணன்மார் பெரும் வாரே சண்டையிலே மகா கட்டிக்காரர் சண்ட அவர் சந்தால மு அவர் சண்டையிலே மகா பொல்லவர் வாழ்வீரிலே அவர் வல்லவர் அவர் சண்டையிலே மகா பொல்லவர் அட்டாள பவனங்கள் அடிக்கிட்டு ஆங்காரமாகவே ஏது அண்ணன் தம்பி வேகம் ஆவாரார் வேகம் வேகம் நபி பேரர் வேகமாரா நபியுடைய பேரரே எங்களுடைய அண்ணன்மார் ஏழு பேர் வரக்கூடிய குதிரையினுடைய சத்தம் சண்டையிலே மகா கெட்டிக்காரர் சண்டாளன் என்று பேர் கொண்டவர் வாழ்வீச்சிலே வல்லவர் சண்டாளன் சண்டை பல்போரிலே மகா பொல்லவர் சத்தான் அப்படி கேட்டார் என்று அம்மா சொன்னார்கள் அலிவுடைய மகன் ரொம்ப ஆத்திரமடைந்து விட்டார்கள் என்று நீ வல்லமையை பற்றி பேசுகின்றவர்களா வரட்டும் பார்ப்போம் என்று முகமது பெண்ணை பார்த்து சொல்லுகின்றார் அண்ணன் வாரின்றி என்ன என்ன மங்கை இளம் மயிலே அண்ணன் வாரிய சொன்னிய மங்கள் இளம் மயிலே உங்கள் அண்ணனை தங்கை வாடி நாளை ஜனம் துண்டிக்க செய்திடுவேன் உங்க தங்கை வாடி நாளில் ஜனம் துண்டிக்க கண்டம் கண்டம் ஆக துண்டம் துண்டம் கண்டம்ண்டம் துண்டமாக அண்ணன் வாராறென்று கொஞ்சமும் என்னை பற்றி நினைக்காமல் என்னுடைய வீரத்தையும் என்னுடைய தத்துவார்த்தத்தையும் பற்றி நீ சிந்திக்காமல் என்பதாக முகமது பேரனார் கூறினார்கள் இந்த வார்த்தையை கேட்டு ஜெயின் சொல்லக்கூடிய பெண்மணி இந்த சொல்லை கேட்டு அங்கம் எல்லாம் முருகி ஆவி எல்லாம் சோர்ந்து கண்கள் எல்லாம் சுற்றி அவருடைய தலைகள் எல்லாம் கரக்கம் உண்டாகி முகமதன் இபாவை பார்த்து சொல்லுகின்றார்கள் பேரனார்களே அழியுதாவுடைய மகனே நீங்களா இப்படி சொல்லுகின்ற மன்னனின் தர்மம் எந்த நன்னனை கொள்வது மன்னன் தர்மம் இறங்கிடுவீர் எனக்கு அண்ணன்மார்கள் என்னைடும் கிளிகளை போல் நகமும் சதையை போல் கட்டி பாராட்டி தாளாட்டி வாழ்த்து வளர்த்து வந்தார்கள் அப்படி பாசமாக வளர்த்த அண்ணனை உங்களுடைய கையினால் வெட்டி விடுவேன் என்று சொல்லுகின்றீர்களே இந்த ஏழைக்காக நீங்கள் இரக்கம் கொள்ளுங்கள் இது அல்லாவுக்கு நீங்கள் பொறுக்குமா இந்த மன்னனை கொள்வது மன்னனுக்காக நீங்க இறக்கம் வைக்க வேண்டும் இந்த ஏழையான பெண்ணுக்காக நீங்க தயவு வைக்க வேண்டும் என்னுடைய அண்ணன்மார்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள் என்று மிக தயவோடு அல்லது கண்ணீர் கேட்டு பணிவோடு சொன்னார்கள் பெண்ணே நீ கண்ணீர் வடித்து என்னத்திலே சொல்லுகின்றாய் உடைய அண்ணன்மார்கள் பெரிய வீரர்கள் என்று என்னிடத்தில் சொன்னாய் அல்லவா நான் யார் என்று உனக்கு தெரியாத இனிமேல் சொல்லாது வீரத்தை பற்றியும் தத்துவத்தை பற்றியும் என்னிடத்திலே பேசாது நான் அலிவல்லாவுடைய மகன் என்னுடைய பாலா ஹஜரத் அலியுடைய ஆடிக்கொண்டிருக்கின்றது அப்பேற்பட்ட அலி உள்ளாவுடைய மகன் என்று அறியாமல் என்னிடத்திலே உன்னுடைய அண்ணன்மார்களுடைய வல்லமையை பற்றி சொன்னால் ஒருபோது நான் சும்மா இருக்க மாட்டேன் அண்ணன்மாரை கண்டம் கண்டமாக வெட்டி சங்காரம் செய்கிறேன் பார் என்றுகா எனக்காக ஏழைக்காக இறக்கம் கொள்ளுங்கள் நான் எதற்காக சொன்னேன் நீங்களும் வீரர் அவர்களும் வீரர் ரெண்டு பேரும் மோதி விட்டீர்களே உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலே நடக்கும் சண்டையை நான் பார்த்துக் கொண்டு என்னுடைய கல்வி பொறுக்குமா என்னுடைய மனம் தாங்குமா ஆகவே உங்களுக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டால் என்னுடைய உள்ளம் குமரி விடும் அண்ணன்மாருக்கு ஏதாவது சேதாரம் ஏற்பட்டால் சண்டை போடக்கூடாது என்பதற்காக வேண்டி உங்களை நான் எனக்காக போகச் சொன்னேன் கொஞ்ச மறைவாக இருந்து வாருங்கள் என்னுடைய அண்ணன்மார்கள் ஏழு பேர்களும் வந்து என்னுடைய கை தண்ணீர் வாங்கி சாப்பிட்டு விட்டு அவர் போகிற வரையிலும் மறைவாக இருக்கும் அருமநாயகம் செல்லம் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் போயிருங்கள் என்றுதானே அல்லாவையும் ரசூலையும் சாட்சி வைத்தார் பகான் உடனே ரசூலுல்லாவை சாட்சி வைத்தவுடன் முகமது நம்முடைய பாட்டனாரை சாட்சி வைத்து விட்டார்கள் என்று உடனே தலைவணங்கி ராஜர் முகமது அண்ணன்மார்களை எதாவது ஒரு நாள் அண்ணன்மார்களை நான் இது உண்மை உறுதியாக இருக்கும் என்று முகமது சொல்லிவிட்டு அவர்கள் உடனே குதிரையையும் கையிலே பிடித்துக் கொண்டு சற்று மறைவாகத்தானே போகலாம் என்று நந்தாவண சோலைக்கு தானே சென்றார்கள் அவர்கள் நந்தாவரண சோலையிலே சென்று அந்த மரத்தின் அடிவாரத்தில் குதிரையும் பீல் என்று சொல்லக்கூடிய வேரில் குதிரையை தானே கட்டிவிட்டு ராஜர் முகமது அனிபா அந்த ஆலமரத்தையும் பார்த்து அதிலே ஒரு கொப்பிலே ஏறி முகமது அனீபா அவர்கள் படுத்திருக்கின்றார்கள் கொஞ்ச நேரம் ஆகட்டும் ஏழு பேர் வந்து தண்ணீர் வாங்கி குடித்து விட்டு போகட்டும் அலியுடைய மகன் மரத்திலே படுத்திருக்க இந்த ஏழு வீரர்களும் வந்து அவர்கள் தானே வழக்கம் போல் வந்து குதிரைகளை எல்லாம் கட்டிவிட்டு நெருப்புகளையும் தானே அணைத்து விட்டு ராஜர்மனீபா நேராக தங்க இடத்திலே இந்த ஏழு பேர்களில் ஆறு பேர்களும் த இடத்திலே சென்று ஜத்தில் சென்று தண்ணிகளை எல்லாம் வாங்கி குடித்துக்கொண்டு நின்று பசி ஆறிவிட்டு ஆறு பேர் அவர் இருக்கக்கூடிய இல்லத்துக்கு போய்விட்டார்கள் எல்லாத்திலும் இளையவன் அந்த சண்டால பாதகன் தான் எல்லாத்திலும் இளையவன் ஏழு பேருக்கு இளையவன் அவனுடைய பெயர் என்ன தெரியுமோ தைகூர் என்று சொல்லக்கூடிய காட்டிலே வைத்து அற வேக்காடாக சுட்டு அதைத்தானே இந்த காவட்டிலே போட்டு கொடுத்து விடுவார்கள் அவனிடத்தில் தம்பி இடத்திலே அவன்தான் இந்த காவட்டை போட்டு கொண்டு வருவான் பாருங்கள் வழக்கம் அவன் காவட்டை கட்டி மான்மறைகளை எல்லாம் சுட்டு அதை காவட்டிலே போட்டு தூக்கி கொண்டு வருகின்றான் அப்படி வருகும் போது நடக்க முடியவில்லை அவனுக்கு சுற்றிருக்கின்றார்கள் அல்லவா இதுகளை எல்லாம் இவனுக்கு பாரமாக இருந்தவுடனே கோட்டை வாசலுக்கு வந்தவுடனே இந்த பாவி தோல் வழி பொறுக்க முடியாமல் திடீரென்று இறைக்கு கீழே வைத்து விடுவோம் என்று அந்த காவட்டை கீழே போட்டான் கீழே போட்ட உடனே இந்த பாதகன் கீழே குவிந்து பார்க்கும் போது பூமியை பார்த்தான் பார்க்கும் போது ஹனிபாவுடைய கண்ணால கண்டான் கால் தடத்த அரபு நாட்டு குதிரை என்று இந்த தை உரந்த மன்னவன் நாட்டு குதிரை என்று நம் நாட்டு குதிரைக்கு இந்த தடத்தை பார்க்கும் போது அரபு நாட்டு குதிரையாக தெரிகின்றது ஒரு ஜான் பூமியிலே பதிந்திருக்கின்றதே என்று பாருங்கள் இந்த பாவி தைகூரு என்ன நினைச்சிட்டா தங்கையை பார்ப்பதற்கு அப்படி வரும்போது தங்கை அவர்கள் வழக்கம் போல் இருக்கக்கூடிய இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வந்தான் வேகமாக வந்தான் தங்கையை பார்த்தான் அம்மா தங்கையே யாரது அந்நிய மனிதர்கள் கோட்டைக்குள் வந்தார்களா உங்களுக்கு தெரியாம யாராவது வருவார்களா உங்களுடைய ஏழு பேருடைய பெயரை கேட்டாலே போதுமே அப்படி இருக்கும்போது கோட்டைக்குள் வருவதற்கு அவர்களுக்கு என்ன தைரியம் இருக்கின்றது ஒருவரும் வரவில்லை அண்ணன் இவனுக்கு நம்பிக்கை இல்லை தங்கை சொன்னது உடனே பார்த்தான் தண்ணீர் கூட வாங்கி குடிக்காமல் இவனுக்கு ஒரு சந்தேகம் யாரோ வந்திருக்கின்றார்கள் கோட்டைக்குள் ஆனால் கோட்டையை சுற்றி நாம பார்க்க வேண்டும் என்று பாருங்கள் தைகூர் என்று சொல்லக்கூடியவன் கோட்டையை சுத்தி வாரான் சுத்திய வாரான் சுத்திய வாரான் கண்ணாலே கண்டான் பாவி அவன் கடும் கோபம் தானும் கொண்டான் சிவந்து பல்லுகளை எல்லாம் வேறு நூத்தி அறுபது கஜம் பூமிக்குள்ள ஓடுகின்றது அந்த வேற கட்டி இருக்கின்றார்கள் முகமது அனிபாவுடைய குதிரை இதையும் உயரத்தையும் குதிரையும் பார்க்கும் போதே இந்த குதிரை ஒரு பார்வைக்குள்ள தங்கச்சியை அடித்து கொண்டு போகத்தான் வந்திருக்கிறார் என்று நினைத்து இந்த பாதகன் பாருங்கள் அவன் ஓடோடி வந்து அந்த மரத்துக்கு நேரே கீழே நின்று கொண்டு பார்த்து என்ன கேட்கின்றான் ஓய் மனிதரே Nirdana, I am God Day. I am God Day. Nirdana, I am God Day. கொஞ்சமாக பார்க்கும்போது சரியா தான் இருக்கு உடனே அவன் சொல்லுகின்றான் கோட்டைக்குள்ள கட்டி வச்சுக்கிட்டு இப்ப நீ என்ன மச்சாமுரை கொண்டாடுறியோ என்று தானே இந்த பாதகன் சத்தம் விட்டு கருத்துத்தான் முகமது அனிபா சிரித்தார்கள் ஏன் தெரியுமா பீவி சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு அண்ணமார் ஏழு பேர் இருக்கிறார்கள் என்று அதுக்கடையில பீவிக்காக அண்ணமார்கள் ஒன்றும் செய்து சொன்னார்களா இல்லையா இதுக்காக முகமது அனிபா ரொம்ப சபரோட கூப்பிட்டு எப்பா உன் பேர் என்ன தைகுரா எல்லாத்துக்கும் இளையவர் போல தெரியுது வாரம் நீர் ஒன்னும் சத்தம் போட வேணாம் ஏதோ நான் வழியாத்துல போக வந்தேன் வனத்தை பார்த்த உடனே ரொம்ப அழகா இருந்துச்சு தவையாரி போகலாம் என்று நான் இந்த மரத்துல குதிரையை கட்டிட்டு தவையாரி போகலாம் என்று சொல்றேன் வேற ஒண்ணு இல்லப்பா நான் ஒரு தப்பு செய்யல பார்த்து நீ போதை பார்த்து போய்விடுகிறேன் என்று முகமது நிபா ரொம்ப தயவாக சொன்னார்கள் உடனே இந்த தயவுர் என்று சொல்லக்கூடிய ஓய் மனிதரே ஓய் அரபு நாட்டு மனிதரே குதிரையை குழு வந்து நீர் கோழைக்குள்ள நுழைஞ்சது காணாதுன்னு சும்மா நான் போயிடுறேன்னா சொல்றீரு உம்ம ஒருபோதும் சும்மா விட மாட்டேன் அனீபா ஆஹா இருக்க இருக்க பையன் பக்கத்துல நெருக்கிறாரே நம்ம மச்சா கிட்டத்துல வரா பாருங்க முஹம்மது அனீபா சரி எப்பா தைகூரு மரியாதையா போ உங்க பக்கத்துல வராத போறியா இல்ல போக வைக்கணுமா என்னங்கானுமா நீ என்ன எங்களோட நீ இப்போ என்ன செய்ய முகமது அனிபாவு முன்பதாக வந்து முகமது அனிபாவுடைய இடுப்பிலே கைய வைத்து முகமது அலிபாவை என்று நெருங்கி வருகிறார் அப்படி நெருங்கி வரும் போது மகன் முகமது அனிபா ஏறிட்டு பார்த்தார்கள் குதிரை நிக்கிது வேரும் நிக்கிது பீல் என்று சொல்லக்கூடிய வேர் அந்த வேரைத்தானே முகமது அனிபாவுடைய கரத்தால் பிடித்து வேறு அந்த சத்தத்தை கேட்ட உன்ன முஹம் சத்தத்தில் இவன் காதும் அடைத்து கண்ணும் அடைத்து இவன் தட்டு கட்டு தடுமாறி கீழே விழுந்து இந்த சண்டான பாதகன் தைகூர் என்று சொல்லக்கூடியவன் அவன் ஏறிட்டு பார்த்தான் முகமது அனிபாவுடைய கையில வேறு இருக்கின்றது வந்தான ஓடோடி வந்தான் அண்ணனை பார்த்தான் பார்த்து ஏ எம்பு ரவி அண்ண அந்த மார்களே நமக்கு ஆபத்து வந்துடுச்சு ஆபத்து நம்மளை நாடி வந்துடுச்சு உன்னுடைய பரம்பரையிலே நீ பாத்து மாட்ட அப்படி வீரரை என்னுடைய என்ன சொல்ற அப்ப சொல்றான் நீங்க யாரு பேரும் யாரையாவது பாத்தியலா அறிவு இருக்காட்டைய பார்க்க வேண்டாமா நீங்க பாக்கல நான் விடுவேனா குதிரையை கால் தடத்தை கண்டுபிடிச்சு கோட்டைக்குள்ளே அண்ணே நம்ம பட்டத்து யானையை வச்சு இழுத்தால அந்த மரத்தினுடைய வேறு பீல் என்று ஓடுதே அந்த வேற இழுக்க முடியாது அந்த வேறு ஒரு சத்தம் போட்டாரு அவ்வளவுதான் வேற கையில இருக்கு அந்த வேறு அந்த மனுஷன் கையில இருக்கு அண்ணா வேற மனுஷன் கையில இருக்கிறதுனால நான் தட்டு கட்டி தடுமாறி ஓடி வந்து ஏதாவது ஒரு ஊருக்கு போய் நம்ம பிழைத்துக் கொள்வோம் இப்ப வந்திருக்கிற மனிதன் அரபு நாட்டு மனிதன மாதிரி தெரியுது கொண்டே ஓடுவான் நம்மள என்று சொன்ன உடனே சொன்ன வார்த்தையை கேட்டு சம்ஹூர் எல்லாத்துக்கும் மூத்தவன் அடே என்னடா சொல்லுகின்றாய் கொஞ்சம் தம்பி பெரிய வீராதி வீரர்கள் தைரியசாலிகள் தத்துவசாலிகள் கெட்டிக்காரர்கள் அட்டாள பவனங்கள் அண்ட சராச்சரங்கள் எல்லாம் நடுங்கும் அப்படி இருக்கும் நீ யாரோ ஒரு மனிதர் வந்திருக்கிறார் என்று பயந்து கோட்டையை விட்டு போக வேண்டும் என்று சொல்லுகின்றாயே இது கேவலம் அல்லவா இது பேடித்தனம் அல்லவா நீ எல்லாம் பேடியாக இருக்க உனக்கும் வீரத்துக்கும் சம்பந்தமே இல்லை போஹ் இதோ பார் அவரை கைப்பிடியாக பிடித்து வர சொல்லுகிறேன் தம்பி அனுப்பி என்று பாருங்கள் இந்த சமூகத்துக்கும் மூத்தவன் மூன்று தம்பி அழைத்தான் வெட்டும்புலி குத்தும்புலி என்று சொல்லக்கூடிய இரண்டு வீரர்களை அழைத்தான் அந்த இரண்டு வீரர்களிடத்திலும் சொல்லுகின்றான் அடே தம்பிமார்களே அந்த மனிதனை அரபு நாட்டு மனிதரை கைப்படியாக பிடித்துக் கொண்டு வாருங்கள் என்றுதானே இரண்டு பேரை ஆயுதங்களை எல்லாம் கொடுத்து இரண்டு பேரை குதிரையையும் கொடுத்து இரண்டு பேரை அனுப்பி வைத்தான் இந்த இரண்டு பேரும் வந்தார்கள் வந்து பார்க்கும் போது ராஜர் ரொம்ப களைப்பாக அமர்ந்து கொண்டு அந்த ஆலமரத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இரண்டு பேரையும் கண்டவுடனே ஹனீபா ஏரிட்டு பார்த்தார்கள் ஆகா நம்ம மச்சாமாரில் இவர்கள் ரெண்டு பேர் வருகின்றார்கள் முத வந்த ஓடி போயிட்டு நாம் பயந்து என்று பாருங்கள் முகமது இந்த மச்சினம்மார் இரண்டு பேரையும் கண்டு சரி வரட்டும் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படி என்று பாருங்கள் முகமது அனீபா நாமளும் கொஞ்சம் இருப்போம் என்று பாருங்கள் எழுந்தறித்து நின்று என்ற வாளை கையிலே பிடித்துக் கொண்டு ராஜர் முகமது அனிபாவும் இந்த ரெண்டு பேர்களும் வந்து முகமது அனிபாவிடம் யாதொன்றும் கேட்காதபடி இந்த ரெண்டு வீரர்களும் கையிலே இருந்த வாழ்களை கொண்டு பட்டா பட்டா கத்திகளை கொண்டு ஓங்கி ராஜர் முகமது சுழட்டி அடித்தார்கள் முகமது நீபா அவர்கள் இசாராவாக நின்று அந்த வீரர்கள் இருபேர்களும் அடிக்கக்கூடிய அடிகளை ராஜர் ஹனீபா தடுத்தார்கள் இந்த இருபேர்களுக்கும் முகமது நீபாவுக்கும் சண்டை நடக்குதல்ல சண்டை நடக்குதல்ல வீரர் அடிக்கும் அடி ஹனீபாவும் தடுத்து அடிக்கும் அடிபாவும் தடுத்து வீரர்களும் தட்டிடுவார் வீரர்களும் தட்டிடுவார் ராஜர் முகமது அலிபாவுக்கும் வந்த இரண்டு வீரருக்கும் கொஞ்ச சண்டை நடந்தது அவருடைய ஆயுதங்களை எல்லாம் தட்டி எறிந்து குதிரையும் தான் வெட்டிவிட்டு ரெண்டு பேர்களும் மலைபோல் சாய்ந்தார்கள் உடனே எட்டி பிடித்தார்கள் இரு பேர்களையும் நம்முடைய மச்சுனன்மார்கள் நாமல் ஒன்றும் செய்துவிடக் கூடாது என்று அந்த மரத்தினுடைய வேரிலே தலகளை கட்டினார்கள் இருபேர்களும் தாய் சொல்லகளை எல்லாத்துக்கும் மூத்தவன் ரொம்ப நேரமாக பார்த்தான் இரு வீரர்களையும் காணவில்லை தம்பிமார்களை உடனே நேரடியாக எல்லாத்தையும் இளைய தம்பி தைகூருடைய வீட்டுக்கு வந்தான் அடையே எம்பிரவி தம்பி அடே தைகூரு உடனே வீட்டுக்குள்ள பாருங்க சிக்காரா கதவை இழுத்து பூட்டிட்டு எறும்பு போறதுக்கு ஓட்ட இல்லாம நல்லா அடைச்சுள்ள போனாங்கடா என்ன ஆச்சு என்ன நடந்ததுன்னு ஒன்னும் தெரியல என்ன நடக்குதுன்னு போய் பாத்துட்டு வாடா அண்ணன் எங்கவா அந்த பேச்சு வேற எது பேசு நான் போமாட்டேன் அந்த மனசங்கையில வேற இருக்கும் நான் போக மாட்டேன் பாயிப்பையில கூட பிறந்த பாசம் இல்லாம அண்ணன் என்னுடைய தம்பிமார்களை விட்டு விட்டு போகமா சொல்றேனி சரி இடி நீ போகாட்டா போ என்று பாருங்கள் மூன்று தம்பிமார்களை அழைத்தான் அந்த மூன்று வீரர்களையும் அழைத்தடைய தம்பிமார்களே போனவர்களை காணவில்லை அங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்து வாருங்கள் அந்த அரபு நாட்டு மனிதனை கைப்பிடியாக பிடித்து வாருங்கள் என்று இந்த சமூக சொல்லி அனுப்பினான் உடனே மூன்று பேர்கள் மூன்று குதிரையின் மீது ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் இங்கு வரக்கூடிய நேரத்தில் முஹம்மது அனீபா இந்த மூன்று பேர்களுக்கும் கோபம் அதிகமாகிவிட்டது நம்முடைய தம்பிமார்களை காணவில்லையே என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ என்று ஆத்திரமடைந்து மூன்று பேரும் முகமது வந்து வளைந்தார்கள் அனிபாவும் குதிரையில் ஏறி அந்த மூன்று பேர்களோடு சண்டைகள் செய்து அவர்கள் அடிக்கக்கூடிய அடிகளை எல்லாம் தடுத்து முகமது அவருடைய ஆயுதங்களை எல்லாம் பிடுங்கி எல்லாம் ஜபட் பண்ணி வைத்துவிட்டு அந்த மூன்று பேரையும் தான் பிடித்து அதே மாதிரி அந்த மரத்தினுடைய வேரிலே கெட்டினார்கள் ஆக ஐந்து பேரும் மரத்தினுடைய வேரில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார் பாரு என்று நினைத்து பாருங்கள் இந்த சமூக ஆகப்பட்டவன் ரொம்ப பெரிய வீரன் அல்லவா அதாவது கெட்டிக்காரன் சண்டையிலே பெரிய வல்லவன் அவனை வெல்வதற்கு யாராலும் முடியாது அப்பேற்பட்ட தத்துவசாலி ஏழு யானையினுடைய தத்துவம் கொண்டவன் அந்த சமூராகப்பட்டவன் ரொம்ப நேரமா இருந்து கொண்டு காணாமல் உடனே இளைய தம்பி தை ஊருகிட்ட வந்து அடையே தை ஊரு உன் அண்ணன் மாறு மூணு பேர் போனார்கள் அவங்களையும் காணோம் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வாடா அண்ணன் அந்த வார்த்தையை மட்டும் தள்ளு வரமாட்டேன் நான் வரமாட்டேன் நான் தான் சொன்னேன் அவங்ககிட்ட நீ கேட்டியா இந்த கொண்டு கொடுத்தது மாதிரி அந்த மனுஷன் கையில கொண்டு கொடுக்கணும்னு சொல்றியே அஞ்சு பேரும் போனா போயிட்டு போறான் வா நீ நானும் தங்கச்சியை கூட்டிகிட்டு பிடிச்சுக்கிடுவோம் என்று சொன்னோடனே பார்த்தான் அடைய பாசம் இல்லாதவனே என்னுடைய அருமை தம்பிமார்கள் ஐந்து பேர்களை விட்டு விட்டு நாமல் போகவா சரி நீ வராவிட்டால் போ இதோ பார் நான் போகின்றேன் என்று இந்த சமூக என்று சொல்லக்கூடிய சண்டை உடுப்புகள் எல்லாம் எடுத்து அணிந்து இரும்பு சண்டைகளை எடுத்து அணிந்து குஸ்திக்குள்ள தயாருடனே அவனுடைய ஆயுத பாணிகள் எல்லாம் எடுத்து சமூக கோடையடி குமரிக்கொண்டு சத்தமிட்டு கருத்து பட்டத்து யானையின் மீது ஏறி பயல்வானாக வருகின்றான் இந்த சமூகம் என்று சொல்லக்கூடியவன் பெருமானார் செல்லல் தாகு அலைவர் செல்லத்தின் பேரனார்கள் இவன் மலைகளைப் போன்று வருகின்ற காட்சிகளை கண்டு இறைவா இவன் தான் எல்லாத்திலும் மூத்தவன் சமூகூர் என்று சொல்லக்கூடியவனாக இருக்கும் என்று முகமது அனீபா மனதிலே நினைத்து கொண்டு இவன் பெரிய சுத்த வீரன் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இவனிடத்தில் நாமல் ரொம்ப இஷாராவாக இருக்க வேண்டும் என்று முகமது அனீபாவின் குதிரையின் மீது ஏறி அவர்கள் தயாராக நிற்கின்றார்கள் அந்த நேரத்தில் இருந்த பாதகன் யானை மீது இருந்து கொண்டு அவனுடைய கேடகத்தை எடுத்து எரிந்தான் தட்டினார்கள் ஈட்டி எடுத்து எறிந்தான் தட்டினார்கள் இன்னும் அவனுடைய ஆயுதங்களை எல்லாம் எடுத்து முகமது அனீபாவை அவன் எடுத்து எரியக்கூடிய எரிகளை எல்லாம் முகமது கையில் இருந்த வாளை கொண்டு தடுத்து ராஜர் முகமது அனீபா குதிரையில் நின்று பைட் ஓக்கெடுத்து அவர் ஜம்பிங்கி பண்ணி அந்த யானையின் மீது இவர்களும் போய் ஏறி நின்று யானையிலே நின்று அந்த சமூகருக்கும் அகமதுனிவாவுக்கும் சண்டைகள் நடக்குதல்லா அந்த ராஜனுட அரமனையில் சண்டைகள் நடக்குதல்லா அந்த ராஜனோட அரமண நல்ல நேரமாக ரொம்ப நல்ல நேரமாக சண்டை நடக்குதல்லா சண்டை நடக்குதல்ல சமூறு அடிக்கும் அடி அருமானி பாவம் தடுக்கிடுவாங்க முகமது நாமல் கீழே சரிய வைத்து ரெண்டு பேரும் மல்போர் பிடிக்க வேண்டும் என்று முகமது அனிபா யானையின் மத்தகத்தை ஓங்கி வெட்டினார்கள் மலைபோல் யானை சரிந்தது இந்த பாதகன் வைட்டோ கடித்து கீழே குதித்தவுடன் முகமது நிபா பிடித்தான் முகமது நிபா அவரை பிடித்து இருவர்களுக்கும் குஸ்திகள் நடந்திடுமா கொட்டையில் குஸ்திகள் நடந்து நெருங்கியது போல் தானே இரு வீரர்களுக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது இந்த பாதகன் சமூக ஆயுதங்களை எல்லாம் வைத்து அவன் செய்து தொழில் செய்து பார்த்தான் முகமது நடக்கவில்லை முகமது ஆயுதங்களை எல்லாம் தடுத்து தட்டி தூரே எரிந்துவிட்டு ராஜர் முகமது அனீபா அவர்கள் அவனை தூக்கி வீசவும் அவன் முகமது அனீபாவை தூச்சி வீசவும் இப்படியாக குஸ்தி நடந்து கொண்டிருக்கின்றது அந்த நேரத்திலே எந்த ஜெயினுள் ஹரப் என்று சொல்லக்கூடிய பெண் மாடி மீது நின்று கொண்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் அண்ணனுக்கும் தன்னுடைய ஹலாருக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது மலையும் மலையும் மோதியது போல் சிங்கமும் சிங்கமும் எதிர்த்தது போல் யானையும் யானையும் மோதியது போல் இருக்கின்றது அப்போது இந்த அம்மா நினைக்கின்றார்கள் ஆரம்பி ஆண்டவனே எங்கும் நிறைந்த ரஹமானாகிய வல்லவனே அந்த பக்கம் பார்த்தால் என்னுடைய அண்ணன் எங்கிட்டு பார்த்தால் என்னுடைய மன்னவர்கள் இவர்கள் இருபேருக்கும் இடையே ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவரு தான் வெல்ல முடியாத நிலையில் விடாமுயற்சியாக சண்டை நடக்கின்றது என்றுதான் இந்த ஜெயினுரபு அல்லா என்ன துவா இறைவா இவர்கள் இருபேருக்கும் இடையில் ஒருவருக்காயிலும் காயம் ஏற்படாதபடி முழுப்பட்டு முனமுடியாதபடி நம்முடைய மன்னவர்களையும் காத்துக் கிருப செய்ய வேண்டும் ரஹமானே என்னுடைய தமையனையும் காத்து கிரூபை செய்ய வேண்டும் என்று அந்த அம்மாள் அல்லா இடத்திலேயே துபார் இருந்தார்கள் எப்படி துபா இருக்கின்றார்களே ஆனால் ஜெயலை நீங்காவிக்க விழும்பு கட்டும் பகலமுள்ள பொற்கொடிய இருகர துயிலெடுத்து இரையோனிடம் துவாயினியார் கட்டதுவா படைத்தவனும் சண்டிருக்கும்பகன்டனே இவன் மடியிலே வைத்திருக்கும் ஏற்பட்ட வீரனையும் அந்த மந்திர வாழை கொண்டுதான் இவன் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாழாக இருக்கும் அந்த மந்திர வாழைத்தான் எடுப்பிலிருந்து எடுத்து ராஜர் முகமது தந்திரமாக கொண்டு விட என்று சுழட்டி முகமது இருந்து கொண்டு அந்திரம் தனி வரும் மந்திர வாழாத தந்திரமாக தட்டினார் அலி மகனார் தந்திரமாக தட்டினார் முகமது நெஞ்சகத்தில் முகமது அவர்கள் சைபர் என்ற வாழை களத்திலே பதித்து அடே சொல்லி என்று மும சொன்ன அந்த சமூர் என்று சொல்லூடியவன் ரொம்ப தயவாக முகமது அனீபாவிடம் கேட்கின்றான் அலி உல்லாவுடைய மகன் என்று நபியுடைய பேரனார் என்று நான் அறிந்து கொண்டேன் நீங்கள் உங்களுடைய முட்டை தூக்குங்கள் என்னை தூக்கி விடுங்கள் என்னுடைய தம்பிமார்களை காமியுங்கள் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து களிமா சொல்லி விடுகிறேன் வெற்றி அடையக்கூடிய அவர்களுக்கு தான் இருக்கும் என்று நான் நாடி இருந்தேன் என்னுடைய நாட்டத்தை ஆண்டவன் நிறைவேற்றி விட்டான் உடனே முகமது அனீபா அவனை தூக்கித்தானே நிறுத்தி அடேசமூர் என்று சொல்லக்கூடியவனே அதோ இருக்கின்றார்கள் தம்பிமார்கள் மரத்தை பார் என்று சொல்லவும் மரத்திலே தலகளை தொங்கி கொண்டிருக்கின்றார்கள் தம்பிமார் ஐந்து பேர்களும் உடனே ஐந்து பேர்களையும் கெட்டுகளை அவுத்துவிட்டு ஆறு பேரையும் ஒன்றாக நிறுத்தி களிமா சொல்லச் சொன்னார்கள் அப்போது இந்த சமூறு சொல்லுகின்றான் அலிஉதாவுடைய மகனே இன்னி ஒருவன் இருக்கின்றார் எங்களுடைய உடன் பிறந்தவர் அந்த தைகூர் என்று சொல்லக்கூடியவன் முதலாவது வந்தவன் அவனையும் அழைத்து கொண்டு வருகிறேன் போ அழைச்சிட்டு வா உடனே இந்த சமூறு வேகமாக சென்றான் சென்று என்ன விஷயம் அடைய தம்பி எல்லாரும் நம்ம அடிமை ஆயிட்டா அவர் வேற யாரும் இல்ல அலி உள்ளாவுடைய மகன் அஹமது நபியுடைய பேரனார் அலி உள்ளாவுடைய மகனை வெல்வதற்கு நம்மால் முடியாது அவர் பெரிய வீரர் தீரர் பெரிய சுத்த அவரை வெல்வதற்கு யாராலும் முடியாதப்பா அவர் பெரிய தத்துவம் உடையவர் ஆகையினால நாங்கள் அடிமை ஆகிட்டோம் நீயும் வா ஏழு பேருமா களிமாவை சொல்லிருவோம் என்று சொன்ன உடனே இவன் உள்ள இருந்த அண்ணே அந்த மனுஷன் கையில வேறு இருந்துச்சே இருக்கா போட்டுட்டாரா சொல்லு சொல்லு வெளியேறேன் வெளியே வரேன் அடையே வேற எல்லாம் தூர போட்டாருடா வாடா என்று சொன்னவங்க உடனே தை ஒரு கதவை துறந்தான் தொடர்ந்து வெளியே வந்து சொல்லுகிறான் அண்ணே ஏதுக்கும் நீ முன்னால போ நான் பின்னால பாத்துக்கிட்டே வாரன் அந்த மனுஷன் கையில வேறு இருந்தா நான் வரமாட்டேன் என்று பாரு அண்ணனை முன்ன விட்டு இவன் பின்னால மெதுவா நடந்தான் மெதுவா நடந்து போகும்போது முகமது அனிபா லேசா பார்த்தார்கள் சாடையா முதலாவது வந்த தைகூரு பின்னால வாரான் ஆகா நம்ம இளைய மாப்பிள்ள மச்சின வர்றாரு என்று பாருங்க கீழே போட்டிருந்த வேற பழைய எடுத்து அனீபா கையில வச்சுக்கிட்டாங்க இத பார்த்தான் இவன் தைகூரு ஆகா அந்த மனுஷன் இன்னும்ல வேற தீக்கு கையில வச்சிருக்காரு நம்ம மேல உள்ள கோவம் இன்னும் தீரல போல் இருக்குன்னு பாருங்க பழைய எடுத்தான் ஓட்டான் அருமநாயகம் சொல்லலாக அவர்களுடைய பேரனார்களே எங்களுடைய நாட்டம் நிறைவேறிவிட்டது தங்க ஒருவர் இருக்கின்றார் அவர்களுக்கு அவர்களுக்கு நான் கல்யாணம் அடித்து கொடுக்கும் ஒரு சமுதம் என்னிடம் இருந்தது ஆனால் நீங்கள் ஏழு பேர்களும் என்னை வெண்டு நீங்கள் ஏழு பேரையும் நீங்கள் வெண்டுவிட்டீர்கள் நாங்கள் ஏழு பேரும் களிமா சொல்வது பெரிதல்ல எங்கள் தங்கையும் இஸ்லாம் ஆக்கி எங்கள் தங்கையையும் உங்களுக்கு மனமுடித்து தருகின்றோம் என்று சொன்னவுடனே ராஜர் முகமது நீபா நீங்கள் முதலாவது களிமா சொல்லுங்கள் என்று சொல்லவும் ஏழு பேரும் சேர்ந்து நின்று ராஜர் முகமது நீபாவுக்கு ஈமான் கொண்டு இஸ்லாம் ஆகி களிமா சொன்னார்கள் உடனே இஸ்லாமான உடனே ஏழு பேரும் கேட்டார்கள் அலி உள்ளே மகனே எங்களுடைய தங்கையை களிமா சொல்லிக் கொடுத்து இஸ்லாமாக்கி அவர்களை மனமுடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லவும் ஹெமதனிவாக சொன்னார்கள் அப்பா அந்த வேலை உங்களுக்கு வேண்டான் அருமநாயகம் சொல்லதாகவும் அறிந்து சொல்ல கனவிலே வந்து உங்களுடைய தங்கையை இஸ்லாமாக்கி எனக்கு மனமுடித்து வைத்து விட்டு போய்விட்டார்கள் அவர்களுக்கு ஜெயினுல் ஹரபென்று பேரநாமம் வைத்து விட்டார்கள் ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லவும் ஏழு பேரும் சொன்னார்கள் மச்சான் அப்படி அல்ல நாங்கள் ஏழு பேரும் சீரும் சிறப்புமாக வளர்த்தி வந்தோம் நாங்கள் வளர்த்தின ஒரு காரணத்தினால எங்கள் தங்கையுடைய கல்யாணத்தை எங்களுடைய கண்ணால பார்க்கணும் ஆகையினால இந்த ஊரை எல்லாம் அலங்கரித்து இந்த ஹரம் தீவு பட்டணத்தை ஜோடித்து மந்தல் தோரணங்கள் எல்லாம் போட்டு அழகான முறையிலே விதானம் செய்து ஊரோர்களை அழைத்து உங்களுக்கும் எங்களுடைய தங்கைக்கும் நாங்கள் கல்யாணம் கால்த்து கண்ணாசை பார்க்க வேண்டும் விருந்துகள் வைக்க வேண்டும் என்று அந்த ஊராளர்களை அழைத்து விருந்துகள் எல்லாம் வைத்து ராஜர் முகமது நிபாவுக்கும் ஜெயின் ஹரபுக்கும் இந்த ஏழு வீரர்களுமாக சேர்ந்து அல்லாவையும் நாடி ஆதரவாயி அவர்களையும் வல்லாண்டு வல்லாண்டு வாழ்க என்று ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் வாழ்த்தினார்கள் போற்றினார்கள் புகழ்ந்தார்கள் ஆமீன்கள் கூறினார்கள் சோபனங்கள் சொன்னார்கள் இன்னும் எல்லோரும் அவரவருடைய எள்ளிடத்துக்கு சென்று விட்டார்கள் இன்னும் ஏழு வீரர்களும் ராஜரும் முகமது அனிபா இடத்தில் வந்து மச்சானவர்களே எங்களுடைய தங்கையை ஆகிரத்துக்கும் துணியாவுக்கும் உங்களுடைய இடத்தில் அமானம் தந்து விட்டோம் என்னுடைய கடமை முடிந்து விட்டது எங்களுடைய தங்கையை பாதுகாக்கப்பட்ட கடமை இனி உங்களுடைய கடமையைச் சேர்ந்ததாக இருக்கும் நாங்கள் என்னுடைய எள்ளடத்துக்கு போய் வருகிறோம் எங்களுடைய தங்கையை தூக்கி கொண்டு போவதற்காக வெள்ளராஜிதன் காத்து கொண்டிருக்கின்றான் ஆகவே நீங்க இசாராவாக இருக்க வேண்டும் எச்சரியாக இருக்க வேண்டும் என்று தானே இசாரா படுத்திவிட்டு ஏழு அவர் அவருடைய அரண்மனைக்கு சென்றார்கள் இரண்டு கட்டளை போட்டு பெண்ணிடம் சொல்லவும் அப்படியே சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இருந்துட்டி ஆகி இருக்கராஜிதனாகப்பட்டவன் அறிந்து ஆறு மாசத்துக்கு ஒருக்க இடையிலே ஒரு முழிப்பு வரும் அதாவது மூன்று மாசுக்கு ஒரு தடவை வரும் அவனுக்கு முழிப்பு வரும் ஊர் உலகம் எல்லாம் சுத்தி பார்க்கும் பழக்கம் அவனுக்கு மேல வந்து பார்ப்பான் அப்படி பார்க்கக்கூடியவன் அவனுக்கு இடையிலே முடிப்பு வந்தவுடனே அதே போன்று மேலே பார்த்தான் பார்க்கும் போது நெருப்பு அணைந்திருக்கின்றது ஹரந்தீவு கோட்டையில் வாச பரிமணங்கள் கலியான பரிமணங்கள் எல்லாம் உடனே இந்த பாதகன் நினைக்கின்றான் ஆகா நம்முடைய ஹரந்தீவு கோட்டை நெருப்பு அணைந்திருக்கின்றது கலியான வாச பரிமணங்கள் நம்முடைய மூக்கை துளக்கின்றது என்னமோ ஏதோ தெரியவில்லை நாம் அந்த ஊரை போய் சுத்தி பார்த்து வருவோம் என்று பாதகன் அந்த பாதாள சுரங்கத்தை விட்டும் கிளம்பி அந்த பாதாளத்தை விட்டு எழுந்தரித்து அந்த சண்டாள பாதகன் ஜாமன் நல்ல நடு ஜாமத்தில் நஞ்சு நின்று ஜாமம் சுத்திய பார்த்து வாரான் சண்டாள பாதகன் சுத்திய பார்த்து கோட்டையை நேரத்தில் முகமது அனீபா ஒரு கட்டிலில் படுத்திருக்கின்றார் இந்த ஜெயினுல் ஹரபு பெண்மணி ஒரு கட்டிலில் படுத்திருக்கின்றார் இந்த காட்சியை கண்டான் இந்த சண்டான பாதகன் வெள்ளராஜிதன் நினைக்கின்றான் பல நாளாக காத்திருந்தோம் காத்திருந்தவன் பெண் ஜாதியை நேர்த்து வந்தவன் கொண்டு போனது போல் நாமல் இவ்வளவு நாளும் காத்திருந்ததுக்கு பலன் இல்லாமல் ஆகிவிட்டது இவர் கல்யாணம் முடித்து விட்டார்கள் போல் தெரிகின்றது அதுதான் நெருப்பணைய காரணம் இந்த கோட்டையில் வாச பரிமணம் மனத்த காரணம் ஆகவே நாமல் ஆசை பெற்றுக் கொண்டிருந்த பெண்ணை நாம் ஒருபோதும் விடக்கூடாது என்று இந்த பாவியாகப்பட்டவன் இந்த பெண்ணை நாமல் எப்படியாவது நம்முடைய இருப்பிடத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று அவன் மெதுவாக தானே வந்து முகமது அனிபாவுடைய பக்கம் வந்து பார்த்தான் முகமது அனிபா நல்ல தூங்குகின்றார்கள் அயர்ந்து தூங்குகின்றார்கள் இந்த பெண் படுத்திருக்கும் கட்டிலின் பக்கமாக வந்தான் பார்த்தான் இந்த அம்மாவும் அயர்ந்து தூங்குகின்றார்கள் அப்போ நினைக்கின்றான் நாம் இந்த பெண்ணை கரம் தொட்டு தூக்கினால் இந்த பெண் முடித்து விடுவார்கள் முடித்து இந்த பெண் பரடி சத்தமிடுவார்கள் இந்த அம்மா சத்தத்தை கேட்டு இந்த மனிதன் முடித்து விடுவார் இந்த பெண்ணை நாம் கொண்டு போக வேண்டுமானால் கட்டிலோடு தூக்க வேண்டும் என்று சண்டாள பாதகம் ஈக இரக்கம் இல்லாதபடி கருணை இல்லாத நெஞ்சமும் இந்த பாதகம்தான் என்னுடைய மனதிலே இரக்கம் காட்டாதபடி நாலாவது வேதத்தில் உள்ளவர்கள் என்றும் தெரியாதபடி இந்த சண்டாள பாதகன் துன்மார்க்கனாக பெற்றவன் அந்த ஜெயினு அரபு பெண்ணை கட்டிலோடு தூக்கிடுவான் தூங்கிடுவான் சண்டாளும் அவன் வேகமாக சென்றுவான் அவனிருக்கும் இடம் தடிய